இந்த உலகத்துல பிறப்பு எவ்வளவு சகஜமான விஷயமோ அதே மாதிரிதான் இறப்பும் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் மரணம் நிச்சயம் என்பது பகவத்கீதையில சொல்லப்பட்ட விஷயம் ஒரு மனுஷன் அறந்துட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அவர் எங்க போவாரு அவரோட ஆத்மா என்ன செய்யும் இது பல பேர் கிட்ட இருக்கிற சந்தேகம் இந்த மரண ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஆனா இந்த ரகசியம் என்ன கௌதம புத்தர் இது குறித்து என்ன சொல்லிருக்காருன்னு இந்த வீடியோ வழியா நாம தெரிஞ்சுக்கலாம் புத்தருடைய சிஷ்யர் ஒருத்தர் ஒரு நாள் மரணம் குறித்த ரகசியத்தை பத்தி புத்தர் கிட்ட கேள்வி கேட்டாரு அதுக்கு புத்தர் மெதுவா சிரிச்சுக்கிட்டே ஒரு அம்பு வேகமா வந்து உன் கையை தாக்கி காயப்படுத்தினா நீ அந்த அம்ப உன் கையில இருந்து உடனே எடுத்து விட பாப்பியா இல்ல அந்த அம்பை எய்தது யாரு அது எந்த இடத்துல இருந்து வந்ததுன்னு பாப்பியா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த சிஷியர் நான் அந்த அம்ப உடனே என் கையில இருந்து எடுக்கதான் பாப்பேன் ஏன்னா அதுல இருக்கிற விஷயம் என் உடம்பு முழுதும் பருவம் இல்லையா அப்படின்னு பதில் சொன்னாரு உடனே புத்தர் உன்னோட பதில் சரியானது வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகளை எப்படி உடனே தீக்கணும்னு பாக்கணும் மரணத்துக்கு பிறகு நடக்க போற விஷயங்கள் குறித்து யோசிக்கிறது அனாவசியமான விஷயம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த சிஷியர் தன் கேள்விக்கு பதில் கிடைச்சிட்டு தான் நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாரு மேலும் இது போல பல வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா பிளீஸ் subscribe our channel